வருத்த மீன் ஒரு நதியோரத்துல நிறைய சமைச்சத சாப்பிட மட்டும்தான் பிடிக்கும் அவனுக்கு வருத்த மீன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் சதக்கோட அப்பா அவன் கிட்ட சொன்னாரு இத பாருடா கண்ணா நாம மீன்காரங்க எனக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு நீ போய் இனிமே மீன் பிடிச்சிட்டு வாத்த மீன்களை விடுங்க சதக்கோட அப்பா சொன்னத சத காதலையே வாங்கல அதனால சதக்கோட அப்பா அவனுக்கு சரியான பாடத்தை போகட்டணும்னு முடிவெடுத்தாரு நதிக்கு மீன் பிடிக்க போறத நிறுத்திட்டாரு அப்பா கண்ணா இன்னைக்கு மீனா இல்ல இனி நீ இதத்தான் சாப்பிட்டாகணும் எனது இந்த காய்கறி எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது இல்லடா தங்கோம் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது இப்ப கொஞ்ச உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுதில்ல அவருக்கு கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுது இருந்தா நீ வேணும் நான் போயி மீன் பிடிச்சு கொண்டு வா அம்மா அப்படி பேசுறத கேட்ட உடனே சதக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு கவலைப்பட ஆரம்பிச்சு போய் மீன் பிடிச்சிட்டு வரணுமா சரி சரி நீ முதல்ல இந்த காய்கறிகளை வேண்டாமா எனக்கு சுத்தமா சாப்பிடவே பிடிக்கல வேணா மீன் பிடிக்க போட்டுமா என்ன சொல்ற நீ உண்மையாவே மீன் பிடிக்க போக போறியா கண்ணா நான் ஒரு நீ வேலையில உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரோட பேச்ச கேட்டதும் சதகோட அப்பாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அவரு என்ன புரிய வைக்க நினைச்சாரு அது அவரோட பையனுக்கு புரிஞ்சு போச்சு அவர் உதவிக்கு வச்சிருந்தாரு நிறைய சம்பாதிச்சிருக்கேனே இந்த சோட்டு நீ இந்த பணத்தை வாங்கிக்கோங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சைக்கிள் வாங்கி தருவேன் சரி ஒரு நாள் ராஜுவோட பக்கத்து வீட்டுக்காரர் அவரை பாக்க வந்த ராஜு அண்ணா என்னோட டிராக்டர் திடீர்னு மக்கார் பண்ணுது கொஞ்சம் வந்து பாருங்களேன் சரி கண்டிப்பா உங்க டிராக்டர் எங்க இருக்கு அது வீட்லயே இருக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்த மாசம் நான் அறுவடை பண்ண உடனே உங்க பணத்தை குடுக்கலாமு எனக்கு உதவி செய்யறீங்களா கண்டிப்பா நீங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரர் இத கூட பண்ண மாட்டேன்னா என்ன உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற ராஜு அந்த டிராக்டரை சரி பண்ணி குடுத்துட்டாரு ஒரு நாள் மாமா வீட்ல இருந்து ராஜுவுக்கு அழைப்பு வந்தது சோட்டு நான் கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போறேன் நீ வேலைய நல்லபடியா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்பாதிக்கிற வாய்ப்ப நான் இந்த வாட்டி கை நழுவ விடுவேனா என்ன சோட்டு சில ஆணிகளை கடைக்கு வெளியில போட்டுட்டான் எந்த வண்டி போனாலும் சைக்கிள் ஸ்கூட்டர் எதுவா இருந்தாலும் பஞ்சர் ஆயிடும் இப்படியே பல நாட்கள் போச்சு அவனும் சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் அந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இந்த உடனே மாத்தி ஆகணும் சீக்கிரம் போட்டு கூட ஒரு அம்மாவை அவசரமாட்டிட்டு அம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயில் படிக்கட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க இவங்களுக்கு ரத்தம் அதிகமா போச்சு உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம் வர வழியில இந்த வண்டி வேற பங்கர் ஆயிடுச்சு இந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு எப்படி அழைச்சிட்டு போவேணும் கிராம அத அவரு பாவல வச்சு கொடுப்பாரு அவருக்கு வருமானமே இல்ல ஒரு முறை அவர் கடைக்கு வந்து மறுபடியும் என் கடையில வியாபாரமே இல்லாததுக்கு காரணம் இப்பதான் எனக்கு புரியுது உனக்கு சரியா வடை பண்றதுக்கே வரல என்னங்க இப்படி சொல்றீங்க நான் ரொம்ப நல்லாதான் வடை போட்டுட்டு இருக்கேன் நீ பண்றது ஒண்ணும் நல்லா இல்ல நல்லா பண்ணியிருந்தா எல்லாமே வித்து போயிருக்குமே எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது நாம கிராமத்துல உமா வீட்டுக்கு போனோமே உனக்கு ஞாபகம் இருக்கா அவ வடப்பாவ் தயாரிக்கிறதுல கில்லாடி நல்ல சுவையா இருக்கும் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கலான்னு நான் யோசிக்கிறேன் அவங்களுக்கும் இது உபயோககரமா இருக்கும் நம்மளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பாவம் அவ்வளும் கஷ்டத்துல தான இருக்கா இல்லட்டுக்கு போய் உமா கிட்ட பேசினாரு உமாவ பாத்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு உமா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க நீங்க கடவுள போல வந்து எனக்கு வேலை தரேன்னு சொல்றீங்க நான் கண்டிப்பா வரேன் அதுக்கப்புறம் ராஜுவோட கடையில உமா வடாபாவ் பண்ண ஆரம்பிச்சாங்க எந்த அளவுக்கு அந்த வடாபாவ் சுவையா இருந்ததுன்னா மக்கள் வரிசையில காத்திருந்து வாங்குற அளவுக்கு இருந்தது கொஞ்ச நாள்ல ராஜு நிறைய லாபம் பாக்க ஆரம்பிச்சுட்டாரு சந்தோஷமா இருந்தாரு ராஜு வர்ற லாபத்துல பாதிய அப்படியே உமாக்கு குடுக்க ஆரம்பிச்சாரு இத பாத்ததும் ராஜுவோட மனைவிக்கு பொறாமை வந்தது ஒரு நாள் ராஜுவோட மனைவி ராஜு கிட்ட சொன்னாங்க நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேனா இந்த அம்மா இந்த ஒரே ஒரு வாடைய தவிர வேற எதுவுமே பண்றது இல்ல எல்லா வேலையும் நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால நிறைய பணம் உங்களுக்குதான் கிடைக்கணும் நீங்க இப்போ என்ன நம்பலாம் நான் இப்போ அதே மாதிரி வடாபாவ் பண்ணுவேன் நம்மளை பத்தி யோசிங்க மத்தவங்களை பத்தி யோசிக்க வேண்டாம் அடுத்த நாளே ராஜு உமாக்கு கொடுக்க வேண்டிய லாபத்துல ஒரு பாதிய குடுக்காம விட்டாரு இனி நானே தனியா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு இனி எங்களுக்கு உங்களோட தேவையே இல்லன்னு சொன்னாரு நினைவுல வச்சுக்கோங்க அதாவது சாப்பாட்டு விஷயத்துல சுவேதா ரொம்ப முக்கியம் நான் என் கைப்பக்குவத்துல பண்ணும் லாபம் நிறைய வந்துச்சு அட நீ பேராச பிடிச்சவளா மாறிட்ட உன்னாலதான் இந்த கடை நீ மனசுல நினைச்சுக்கிட்டு உனக்கு வேலைய வேலைய இப்போ நானே உங்க போ புது கடைய தொடங்க அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு உதவுனாங்க உமா உழைப்புனால முன்னேறினாங்க நிறைய லாபத்தை பாக்க ஆரம்பிச்சாங்க ஜமீன்தார் பையனோட கல்யாணத்துல வடா பாவ் பண்ற ஆர்டர் வந்துச்சு ஒரு கிராமத்துல பசலுங்கிற ஒரு கசாப்பு கடைக்காரன் இருந்தான் அந்த கிராமத்துல அவன் ஒருத்தன் தான் கசாப்பு கடை வச்சிருந்தான் அதனால அந்த கிராமத்துல யாருக்காவது சிக்கன் இல்ல மட்டன் தேவைப்பட்டா அவன் கடைக்கு வந்து வாங்கி போயிட்டு இருந்தாங்க பசல் அவன் ஏதாவது ஒரு கலப்படம் பண்ணிக்கிட்டே இருந்தான் போச்சு என்ன விஷயம் நான் பன்னெண்டாவது பாசா இருக்கேன் அதனால அம்மா சிக்கன் பண்ண போறாங்க மதன் பேச்சில கவனத்தை செலுத்தும் போது பசல் வேகமா கம்மியான சிக்கனை எடை போட்டு வச்சான் இப்படியே எல்லாருக்கும் கரிய எடை கம்மியா குடுத்துக்கிட்டு நல்ல வேலை அவனுக்கு அவருக்கு போய் மட்டன் வழக்கம் போல பசல் தன்னோட வேலையை காமிச்சிட்டான் அவன் இருபத்தஞ்சு கிலோக்கு பதிலா இருபது கிலோ வச்சு மந்திரி வீட்டுல கொண்டு போய் கொடுத்தான் நீ நீசல் கிட்ட எவ மட்டன் வேணும்ப்டி இதே எடைக்கு வேற கிராமத்துல வாங்கும் போது கறி அதிகமா வந்துச்சு இந்த வாட்டி அப்படி என்ன நடந்தது சமையல்காரன் மட்டன் திருநான்னு எனக்கு தோணுது சமையல்காரனை கூப்பிடு சொல்லுங்க என்னப்பா போன வாட்டி மட்டன் மீந்துச்சு இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா இது பசலோட வேலையா தான் இருக்கும் பசலை கூட்டிட்டு வாங்க பசல் கூப்பிட்டதும் அங்க வந்து சேர்ற பசல் இந்த வேலைய நீ தான் பண்ணு எனக்கு தெரியும் இதுக்கு உனக்கு தண்டனை உண்டு ஐயோ! இனிமே மன்னிச்சி விட்டுடுங்க! ஆனா மந்திரி அவன் சொன்னத காது வாங்கிக்கல ராஜா கிட்ட சொல்லி அவனை ஜெயில அடைச்சிட்டாரு பாடம் நாம ஒருத்தரை ஏமாத்தனா அதோட விளைவ அனுபவிச்சே ஆகணும் பிளீஸ் சப்ஸ்கிரைப்